லவ் பிரேக்கப்பை விட ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப்பலிக்கும் தெரியுமா கூடவே இருந்த ஒருத்தன் டெய்லியும் திடீர்னு இல்லாம போயிடுவான் தெரியுமா ஒண்ணுமே பண்ண பிடிக்காது எப்படா பேசுவான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இவனுங்களை பேச வைக்கிறத ஒரு பெரிய விஷயம் இல்ல ஜஸ்ட் ஒரு போட்ட உடனே கால் வரும் அப்பதான் கொஞ்சமாச்சு சிரிப்போமே புரிஞ்சுக்கோங்கடா நீங்களாம் இல்லைன்னா வாழ்க்கையே வெறுப்பா சோ மூடிட்டு லைஃப்பில் இருங்க